வருஷ கேல்கரித்துலக்கும் இந்த ஈண்ட் எப்ப நடக்கும் எந்த டைம்ல இருக்கும் ஃப்ரூஸ் மெட்ரோஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வருஷம் வருஷம் நடக்கும் நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த போய்க்கு எப்படி டெக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னேறம் உங்களுக்கு டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து ட்ரை த்ரூ மட்டும் தான் அலோட கீழே இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் இல்லை லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து இங்கே ட்ரைவ் மட்டும் தான் அலோவ் பண்ணல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அங்கே டெக்ரேட் பண்ணிருக்கத வந்து நடந்தே ஃபுல்லாக பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் இந்த வாட்டி வந்து காரை விட்டு இறங்குறதுக்கே அலோட் கிடையாது ஒன்ஸ் என்ட்ராயிட்டா எக்ஸிட் வரையிலுமே நம்ம கார்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் நிறைய இடத்துல இது மாதிரி கிறிஸ்துமஸ் இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் எங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மைனஸ் தேட்டிக்கு மேடம் போனதுனால நம்ம வெளியில் வந்து நிறைய இடத்துக்கு ட்ரைப் பண்ணி போய்ட்டு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது ஒரே இடத்துல வித் இன் த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயே மோட் டெக் டெக்ரேஷன் பார்க்குறது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது வருஷம் வருஷம் நாங்கள் போய் பார்ப்போம் அந்த இடத்துல லாஸ்ட் இயர் கூட நம்ம இதே ஸ்பூஸ் மேடோஸ்க்கு வந்துட்டு இங்கே இருக்கிற லைட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நான் வீடியோவாக எடுத்து லாஸ்ட் இயரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னு அந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கிறிஸ்மஸ்னாலே கிட்ஸ் பொறுத்தவரை காமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸு இன்னொன்று சேண்டாங்கிள்ஸ் இந்த ரெண்டுமே நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்க போகலான்னு சொல்லி கலந்து வீட்டு வீட்டுக்கு கொஞ்சம் போகும்போது நாங்கள் நிறைய சேண்டாங்கிள்ஸ் பார்த்தோம் அவங்கள்ட்ட போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு சில இது வந்து எங்களோட கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு தான் நாங்கள் லைட்டிங்ஸ்க்கு வாங்குவோம் ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரே நாளில் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி இன்னும் வருஷம் வருஷம் பார்த்துக்க ஒரு சில மொரல்ஸ்ல இந்த மாதிரி இந்த போட்டோஸ்லயே எடுத்துக்கலாம் இந்த வருஷம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நானும் மார்க்கெட்க்கு போகல சண்டா கிளாஸும் வரல வந்தாலும் வந்து நான் கூரச்சல நிக்கி வச்சிட்டு அந்த போட்டோஸ் எடுத்தாக பக்கத்துல அலோ பண்ணலை அதனால கிட்ஸ்லாம் வந்து நான் சண்டா கிளாஸ் மார்க்கல பக்கல ப்ரோபோஸ் பண்ணிட்டு அந்த லைட் இன்ஃபெஸ்டிங்ஸ் போயிடு சண்டா கிளாஸ் பார்க்கிறது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப খুশি ஆயிட்டாங்க தி லைட் டெக்கரேஷன்ஸ் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்க்கு வந்து レッド சைடு மட்டும் டெக்கரேட் பண்ணி மாஸ்டர் கிலோமீட்டர் விட்டு ஒரு எண்ட்ரி போர்ட்ரி கொடுத்துட்டு அந்த எண்ட்ரியில இருந்து எக்ஸிட் வர வரையிலும் நம்மள சுத்தி நிறைய லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் பாக்க ரொம்ப அழகா இருந்துது முடிஞ்சு வரும் நான் கவர் பண்ணிறேன் பாடி பாத்துட்டு இருக்கேன் லைட்டிங் டெக்கரேஷன் மாஸ்டர் வந்துச்சு இதுதாங்க அந்த பதேசி நிறைய இடத்துல இறங்கக்கூடாது ரொம்ப அழகா இருந்தது உங்களுக்கு நெடம் வந்து ரொம்ப புடிச்சு இருந்துச்சு அந்த லைட்டிங் டெக்ரேஷன் கமெண்ட்ல மறக்காம சொல்லுவேன் வீடியோட கடைசி வரையிலும் பார்த்துட்டு லைஃப்ஷன்ஸ் லைஃப்லேயே இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப மனத்தான் சொல்லுங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே எங்களோட வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் னர் தொடர்ந்து